ஒரு ஆணின் காதல் கடிதம் கண்ணுக்கு இருக்கும் காவிரி போல காத்திருக்கும் பொன்னே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு என்னை வதைப்பதேனோ பாங்கி கொட்டு மலையில் மின்னல போல முகத்தை நீயும் காட்டி இந்த உசுரை இன்னும் வாட்டி தன சத்து சத்து புழைக்கிறேனே போகிறீ என் நில் என்ன கொள்ளுவதேனோ சொல்லு நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெலிஞ்சி நடக்க அழக பார்த்து இந்த அண்ணன் சிலருக்குது வேர்த்து வழி போகும்போது கொஞ்சம் நீயும் நின்று முகத்தை காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நன்றி